வணக்கம் பாலகீதத்தின் வடக்கு பண்ணம்பாறை ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி மாணவ செல்வங்கள் அரசால் புத்தகப்பை வழங்கப்பட்டார்கள் காணொலியை கண்டுக்கும் பகிரவும் என்ன படிக்கிறீங்க கொடுத்தாங்க? கொடுத்தாங்க நாளைக்கு செப்படியா பை பை சொ